ரொம்ப பண்ணி <laughs> இவங்கதான் வரணும் அப்படிங்கறது மாதிரிதான் சொல்லி கொடுத்துருக்கோம் சார் அடுத்த மீட்டிங் வந்து பிரம்மாண்டமா பண்றோம் என்னுடைய ஆசை என்ன அப்படின்னாக்க இங்கிலிருந்து ஒரு முந்நூறு பேர் நீங்க மீட்டிங் அட்டன் பண்ணுவீங்க இத விட அஞ்சு மடங்கு நான் சொன்ன மூணு பேருக்கும் ஒவ்வொரு டீமா ஒவ்வொரு செலிபிரேஷன் வந்து உங்களுடைய கையில தான் இருக்கு நினைச்சீங்க மட்டும் ஆயிரம் பேரை வச்சு ரெண்டாயிரம் பேரை வச்சு மேபி இந்த பண்றதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு தேவையான பேர் அதே மாதிரி பாலமுருகன் சாரோட இண்டிவிஜுவல் டீமுக்கு போனீங்க அப்படின்னா வெளிவர அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நூறு பேர்த்து பேசினீங்க சொன்ன விஷயத்துல பிப்டி பர்சன்ட்